குழந்தை படிவங்களை அடையாளம் காண உதவுவதற்கு இது ஒரு சுலபமான வழி நீங்கள் வட்டம் சதுரம் அல்லது முக்கோணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் அதே இடத்தில் ஒரு வடிவத்தை காண்பித்து அதே வடிவமுள்ள பொருட்களை குழந்தையைக் கண்டுபிடிக்க உதாரணத்திற்கு ஒரு வட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு தட்டை காண்பித்து இந்த தட்டு வட்ட வடிவமானது பாருங்கள் இது எப்படி உருண்டையாக உள்ளது இந்த வடிவத்தின் பெயர்தான் வட்டம் என்று சொல்லலாம் பிறகு வேறு எங்கெல்லாம் வட்ட வடிவத்தை பார்க்கிறாய் என்று நீங்கள் கேட்கலாம் குழந்தை மற்ற வட்டங்களை கண்டுபிடித்து வேடிக்கை கொள்ளலாம் அதே போல் சதுரத்திற்கும் செய்யலாம் முக்கோணங்கள் அல்லது வேறு வடிவங்கள் வடிவங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன அதனால் அவற்றை அடையாளம் காண கற்றுக்கொள்வது குழந்தைக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து உதவியாக இருக்கும்